ஹலோ நீக்கு நம்ம வந்து குல்டன் சிக்கன் லெமன் சிக்கன் சிக்கன் க்ளாப் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் பாருங்க என்ஜாய் பண்ணணும் பெருமாப்போம் டீ கட்ச ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் வெளியே அழகா லைட் போட்டுருக்காங்க மாதிரி போவோம் மாதிக்கு போல கட்டு போட்டு நல்லா காத்து வளர்ந்து நல்லா கூலாக காத்து வந்து லெமன் சிக்கன் பார்ப்பேன் நல்லா சாஃப்டா இருந்து நல்லா பஞ்சு மாதிரி எலும்பு எல்லாருக்கும் மேனேஜ் பண்ணி அது குல்டன் சிக்கன் ட்ரை பண்ண போப்போ நல்லா சூரா இருந்து ஜம் லெமன் கீரோ எல்லாமே போட்டு கொடுத்திருக்காங்க என்ன بابا சிக்கன் கர்ப நல்லா போயிச்சு சிக்கன் உள்ள வச்சிருக்காங்க வெங்கால எல்லாம் போடுறாங்க நல்ல மேனஸ் இது நல்லா போடுறாங்க அப்ப 버거 பீசா மத்த புடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பீசா பாய்ங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அத நல்லா வேற லெவலா இருக்கும் இந்த குல்டன் சிக்கன் லெமன் சிக்கன் ட்ரை பண்ணி பாப்ப லெமன் சிக்கன் நல்லா டுத்து சாப்பிடு வேற லெவல் டேஸ்ட் இது குல்டன் சிக்கன் ஓகே பாய் மன் திஸ் குட் சிக்கன் அதுவும் சிக்கன் கர்ப ட்ரை பண்ணி பாப்ப சிக்கன் டப்ப இது குட் அண்ட் फ्लेவர் இன்னும் கம்மியா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபில் கேஸ் பண்ணுங்க பாய்